அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹீலர் கலைச்சில்வி பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சனிப்பயிற்சிக்கு உண்டான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் கன்னிராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க இந்த சனிப்பயிற்சி ஆகக்கூடிய தேதி வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி அன்று மகர வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்ப வீட்டுக்கு வராரு கண்ணு வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு வராரு ருணர் ரோக சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்துக்கு வராரு கடந்த இரண்டரை வருடமாக பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் முன்னோர்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இந்த கன்னிராசிக்கு இதனால் பல சிக்கல்கள் மனக்கஷ்டங்கள் போராட்டங்கள்லாம் தாண்டி தான் நீங்கள் வந்து ஜெயிச்சு வந்திருக்கீங்க ஏன்னா நீங்கள் பார்த்த உடனே கணிக்கக்கூடிய ஆட்கள்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசியும் மிதன ராசியும் மட்டும்தாங்க ஏன்னா புதனோட ஆதிக்கம் இல்லைங்களா புதன் வந்து கண்ணி வீட்டில் உச்சமடைஞ்சிருக்காங்க அப்போது ரொம்ப பிரில்லியண்டாக இருப்பீங்க பார்க்க பார்க்கும்போதே நீங்கள் ஒரு ஆளை கணிக்கக்கூடிய திறமை வந்து கண்ணீராசிக்கு கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாங்க ஆறாம் இரண்டு இப்போ ருணர் ரோக சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் கடன் பிரச்சனைகள் வீணா கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் வரலாம் ஜனவரிக்கு மேலே சொல்கிறேன் கடன் பிரச்சனை கண்டிப்பாக வரும் மறைமுக எதிரிகளால் பிரச்சனை தொந்தரவுகள் அந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படலாம் அது சொந்த பந்தங்களாக இருக்கலாம் இல்லை உங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கலாம் அதுக்குண்டான பரிகாரங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கடைசியாக சொல்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அதே மாதிரி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எதிரிகளால் பிரச்சனை மறைமுக எதிரிகளாலையும் பிரச்சனை வரும் உங்களுக்கு டைரெக்டாக மோதக்கூடிய ஆட்களும் வந்து மோதத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த டைம் அதிகமாக இருக்குது அதனால் இதுக்குண்டான பரிகாரங்களையும் இப்போ நான் கடைசியாக சொல்கிறேன் நான் கண்டிப்பாக கேட்டுக்கோங்க அதே மாதிரி உடல்நிலை பாதிப்பு இதனால் வரைக்கும் வந்து அதிகம் பிரச்சனை இருந்திருக்காது இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ரீதியாக ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனே இம்மிடியட்டாக டாக்டர்கிட்ட காட்டி நீங்கள் எதுனாலும் செக் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு வரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காடுறங்க சனி பகவான் அதனால் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கள் ஆரம்பத்துலையே பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை அதனால் கொஞ்சம் ஹெல்த்து ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் நீங்க பாத்துட்டு சேஃபா இருந்துக்கிறது நல்லது குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா பண்ணும் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு போய் பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி அவருடைய பார்வை சனியோட பார்வை பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் தான் பார்வை அப்ப கண்ணி வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் விபரீத ராஜயோகத்தை குறிக்கிது அந்த இடத்த பார்க்கறதுனால தேவையில்லாத மன உளைச்சல்கள் கஷ்டங்கள் உடல் ரீதியான பாதிப்பு மன ரீதியான பாதிப்பு சின்ன சின்ன விபத்துக்களை கூட கொடுக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்ல விஷயம் வெளியே போகும்போதும் வரும்போதும் வீட்டில் விளக்கு பற்ற வச்சுட்டு கொஞ்சம் லாங் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்புறது ரொம்ப நல்ல விஷயம் வீட்டிலேருந்து நீங்கள் வெளியே கிளம்புறீங்கனாவே வீட்டில் விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ப்ரொசீஜராக பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே கிளம்புறது நல்லது ஏன்னா இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறப்பு எப்படியாகப்பட்ட கட்டதாக இருந்தாலும் அவங்க இஷ்ட தெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு காப்பாற்றி கொடுத்துருவாங்க கண்டிப்பாக வந்து அதை பண்ணும் அதெல்லாம் வாராகி வழிபாடு பண்ணுங்கள் எதிரியே துவம்சம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வாராகி வழிபாடு கண்டிப்பாக பண்ணியாகணும் காளியம்மனை கும்பிடுங்க உக்ரதெய்வத்தை வந்து எல்லாமே வழிபாடு பண்ணலாம் நீங்கள் காளியம்மன் வழிபாடு முனிப்பன் வழிபாடு வாராகி வழிபாடு இந்த விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் எதிரிகள் வந்து உங்ககிட்ட நெருங்கிறதுக்கு பயப்படுவாங்க வரத்துக்கே பயப்படுவாங்க அதனால் இந்த சாமியெல்லாம் கும்பிட்றது ரொம்ப நல்ல விஷயம் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ போய் கும்பிட்டுட்டு வாங்க குலதெய்வ வழிபாடு முக்கியமாக வச்சுக்கோங்க அது எப்போல்லாம் டைம் கிடைக்கிதோ நீங்கள் போய்ட்டு வாங்க அதே மாதிரி சனி பகவான் கூட பார்க்குற பார்வையிடம் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம்னு சொன்னேன் கண்ணி வீட்டுக்கு எட்டாம் இடத்தை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறாரு அதுக்கப்புறம் பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் மோட்சஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ தேவையில்லாத விரயங்கள் ஏற்படும் அப்போ இல்லாதவங்க அண்ணாத குழந்தைங்க கை கால் ஊனமுற்ற குழந்தைங்களுக்கு அதிகமாக செய்யுங்க அதுவும் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை செய்யக்கூடாது மந்த்லி ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அவங்களுக்குலாம் செய்ய செய்ய செய்ய அவங்களுக்கு விரயங்கள் பன்னெண்டாம் இட விரயஸ்தானாதிபதி வந்து நீங்கள் அதில் வந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம் ஏன்னா அதிகப்படியான விரயங்கள் உங்களுக்கு ஆகாது சேவிங்ஸ் பண்ணக்கூடிய நிலமையும் வரும் ஆனால் விரயங்களை வந்து டச் பண்ணி அவர் சனி பகவான் டைரெக்டாக கண்டிப்பாக வந்து தேவையில்லாத விரயத்தை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா சிம்ம வீட்டை பார்க்குறாரு சிம்ம வீட்டை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும் அது சுப செலவுகளாக மாற்றிக்கலாம் ஒன்று வீடு கட்டுறது கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி சுப செலவுகளாக நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படி இல்லை சுப செலவுகள்லாம் நாங்கள் பண்ணிட்டோங்க இப்போ நாங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கை கால் ஊனமுட்டுறவங்களுக்கு ஸ்பெஷல் சைல்ட் சில்ட்ரனுக்கு இவங்களுக்குலாம் வந்து நீங்கள் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணணும் எப்படிலாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் போய் நீங்கள் அவங்களுக்கு அன்னதானம் வழங்கிட்டு வரணும் நீங்கள் அது கொடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் சரி எதிரிகளால் பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடல் ரீதியான பாதிப்பு இருந்தாலும் சரி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் விரைய செலவும் குறையும் இது மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாம் இட தைரிய விரிஸ்தானம் இளைய சகோதரஸ்தானத்தை குறிக்குது அந்த இடத்த சனி பகவான் பார்க்கறனால தேவையில்லாத மனக்கசுப்புகள் இளைய சகோதரஸ்தான்னா உங்களுடைய தங்கச்சி தம்பிக்கிட்ட வந்து உங்களுக்கு மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் மன கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஏற்படும் ஜனவரி மாதத்துக்கு மேலே தான் இதெல்லாம் ஏற்படும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன் பலன்கள் ஏன்னா இந்த ஒரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு இதுதான் நடக்கப்போகுது இதுக்குண்டான விஷயம்தான் இப்போ நான் சொல்லிட்டுருக்கேன் அதுக்குண்டான பரிகாரங்களும் சொல்லிட்டுருக்கேன் கவனமாக கேளுங்க உங்கள் ஜனகால ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் ஏன்னா என்னடா இவ்வளோ டிஃபிகல்ட்டாக சொல்கிறாங்க இவங்க இந்தளவுக்கு கன்னிராசிக்கு சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் என்ன தசா புத்தி அந்தரம் போயிட்டுருக்குன்னு பாருங்கள் உங்கள் பக்கத்தில் ஏதாவது நியர்பை ஜாதகம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள அப்ரோச் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாதகம் உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் கணிச்சு பாருங்கள் சப்போஸ் நீங்கள் என்கிட்ட பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் ஜாதகம் பார்க்கறதா இருந்திங்கன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை உங்கள் பக்கத்தில் ஏதாவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கள கூட கேட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா திசா புத்தி அந்தரம் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும் இதே சனி திசையாக போய்ட்டு இருந்தால் உங்களுக்கு அவர் அசுபராக இருந்து யோகக்காரர் இல்லாமல் இருந்தாருன்னா கண்டிப்பாக அவயோகியாக மாறினார்னா உங்களுக்கு பல சிரமங்களையும் கஷ்டங்களையும் கண்டிப்பாக கொடுப்பாரு இதே உங்களுக்கு சுபருக்கு திசைகள் ஃபேவரபிளான திசை லக்னாதிபதி திசை நடக்குது இரண்டு குடி தனஸ்தானாதிபதி திசை நடக்குதுன்னா உங்களுக்கு மேஜர் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது அது மாதிரி முக்கியமான சில திசைகள்லாம் இருக்கு அந்த திசைகள்லாம் வரும்போது உங்களுக்கு உங்களுக்கு அதிகம் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது இதே பாதகாதிபதி மாரகாதிபதி திசை வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களை பாதிக்கும் ஏன்னா சனி மாறுற டைம் வந்து சரியில்லை உங்களுக்கு கன்னிராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் ருணரோக இடத்துல தான் இருக்காரு தப்பு இல்லை ஆனால் தன் வீட்டில் ஆட்சி பெறும்போது உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எட்டாம் இடத்தை டைரெக்டாக மூணாம் பறவை பார்க்கறனால ஹெல்த் கான்சியஸ்னஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும் ஹெல்த் வந்து ரொம்ப கவனக்குறைவாக இருக்க வேணாம் சின்ன விஷயமாக இருந்தாலும் டாக்டர் போய் உடனே செக் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி மூன்றாம் இடம் தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்குறதுனால அந்த தைரியத்தையும் வீரியத்தையும் குறைச்சிடாதீங்க அதே தைரியத்தோடு அதே தன்னம்பிக்கையோடு இருங்க உங்களுடைய தங்கச்சி தம்பி கிட்ட வந்து வாக்குவாதங்கள் பண்ண வேணாம் அவங்கக்கிட்ட மனஸ்தாபங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது நீங்கள் எதுவும் பேசிக்க விலகிடுங்க தப்பில்லை அப்புறம் இந்த காலெல்லாம் மாறின வாட்டி அதுக்கப்புறம் பேச்சு வார்த்தை போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைனா இந்த டைமில் பேசும்போது வாக்குவாதங்கள் நிறைபெறும் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது இந்த கண்ணீராசிக்கே இந்த சனிப்பயிற்சி சுமாராக இருக்குதுன்னு சொல்லலாங்க என்ன பர்சன்டேஜ் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரலாம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக எல்லா விஷயத்திலும் உங்களோட தசா தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஃபேவரபிளாக இருந்தது அப்படின்னா இதோட தாக்கம் வந்து குறையும் இந்த சனி பகவானோட பயிற்சி வந்து உங்களுக்கு குறையும் அதனால் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை எடுத்து முதல்ல நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தசா என்ன அந்தரம் நடந்துட்டு இருக்குன்னு தயவு செஞ்சு எடுத்து பாருங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தரப்பி கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்